A video about here. Yeah. Did you see my video? ஒருத்தன்டோடாச்சு போட்டு தெளிவா சரி அதுக்கும் ஒரு திறமை திறமை வாங்கிட்டேன் அது வேற ஒண்ணும் இல்லடா நேத்து ஒரு ஷார்ட் நானே டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணி என் கேமரா கூட இடத்துல நான் ஷூட் பண்ணேன் சரி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு எப்பி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் ஒரு நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பது பேருக்கு ஷேர் பண்ணிருங்க அதுல ஒரு ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர் வந்து தம்ஸ்அப் காமிச்சானுங்க ஒரு ஒருத்தங்க போன் பண்ணிட்டு வீடியோ பாத்தியா வீடியோ பிடிச்சிருந்தான்னு கேட்டுட்டு நீ நடிச்சாலே அதை தாங்க முடியாது இது நீயே டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணி எடிட்டம் பண்ணு எவன்டா உட்காந்து பாக்க போறான் என்ன எல்லாரும் கல்வி கிழி என்ன சொன்னாங்க இல்லடா இல்லையா flashback ehda enikku oru paadu ishtam. serikku nalla kirunaayita react cheyidu. endha paraya serikkil paattude vedi vekkyaano. excellent acting. i'm waiting for the next one. aa paattu samaya irukku. part 2 waiting. un acting super hit undu. prathmas really good. i'm like series it will amazing. and a flashback. edho puriyala. ellarum onna nalla vidama nadatta solirukaenga. idhe rendu moonje kudichirukke. என்ன அதனால்தான் என்ன தாழ்ந்து முடியல அடுத்த கால் பண்ற சொல்லுடா இது கண்ட உடனே அங்கோட்டு விளிக்கிற